அவ வசنيه கை উঠா உன் கைய பிடிச்சு கை சொன்னமா கை சொன்னா பாத்து பண்ணனாடவே नजல்லனா கேட்ட கேளு டி மட்டும் பல் சொல்ல நேர்ல ஒருங்க என்ன நான் கண்ண கண்ண ஆனா எல்லது கூபே வரைய போச்சு நீ என்ன ரம்பைய நடந்து ஏ வரம் எதுலே கேட்டு அது இந்தியாவில போனிகார கூப்பிட்டு வாங்க நான் யான்டி, சார் தெரியாதே. தெரிய தம்பி அடியாதுமா அதாவது வாங்கணும் கையால சாட்டு போ சத்தா போச்சு நீ போடுமான் நான் சாப்பிடுறோமா எங்க கலந்தே பள்ளி விரும்ப பள்ளி எங்க வந்துச்சு பெரிய காலையா தலை சாமான பள்ளி வந்துச்சு